அலலாம் வலைக்கும் இன்று ஒரு துவா இப்ராஹிம் நபி தனது குடும்பத்தை இன்றைய ஜம்சம் கிணறு இருக்கும் இடத்தில் தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வெற்றி சென்றார்கள் அங்கு களபா அடித்தளமிடப்பட்டிருந்தது எந்த தொழுகையும் அதுவரை நடைபெறவில்லை அங்கு நடந்த பல்வேறு இயற்கை சீற்றங்களில் அது சிதிலமடைந்திருந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு வந்த இப்ராஹிம் நபி அந்த காபாவை தன் மகனோடு இணைந்து கட்டுவதற்கு நாடினார்கள் இப்ராஹிம் நபி குத்தனாராகவும் இஸ்மாயில் நபி கையாளாகவும் நின்று அதை கட்டினார்கள் அப்போது காபாவை சுற்றி வந்து ரொப்பானா த மின்னா இன்னகான் த சமியூல் அலி யா ல்லா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அஸ்லாம் வலைக்கும்